அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹீடர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களையும் அவங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான மிருகமும் விருட்சம் பக்ஷி இந்த மூணுமே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போ விசாக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அது மரபணுப்படி என்ன கர்மா வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட கருமா வாங்கியிருக்கு விசாக நட்சத்திரம் முருகர் பிறந்த நட்சத்திரம் அதனால் இவங்க பிறப்புலேயே வந்து முருகரோட பிளெஸ்ஸிங்ஸில் அவங்களுடைய ஆசிர்வாதத்தில் தான் வந்து இந்த குழந்தைங்க பிறக்கிறாங்க அதனால் வேண்டுதல் வச்சு பிறக்கிற குழந்தைங்களும் விசாக நட்சத்திரத்தில் வந்து பிறக்கும் அதனால் விசாக நட்சத்திரம் ரொம்ப ஸ்பெஷலான நட்சத்திரம்னு சொல்லாங்க துலாம் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் வரைக்கும் துலாம் ராசிலேயும் விருச்சக ராசியில் நான்காம் பாதமும் வருதுங்க அதனால் துலாம் ராசிக்கே நம்ம சொல்ல போகிறோம் விற்சக ராசிக்கு வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களையும் சொல்ல போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போ விசாக நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கேரக்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க சாதுரித்தனமாக பண்ணுவாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இது ஜெயிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வின் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ற அந்த மனப்பான்மை வந்து இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குது அது இல்லாமல் குருவுக்கு நிறைய மரியாதை கொடுக்குறவங்க இவங்க அதனால் குருவோட ஆசிர்வாதத்தில் பிறந்த குழந்தைங்க தான் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான குழந்தைங்கள்னு சொல்லலாம் அது இல்லாமல் இவங்க பிறக்கும் போதே குரு தசை வருதுங்க இவங்களுக்கு அதாவது ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் வரைக்கும் நான்காம் பாதம் வரைக்கும் பிறக்கும் போதே குரு தசை தான் அவங்க பிறக்கிறாங்க அதனால் அதோட வருஷம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் அதாவது முதல் பாதத்தில் பிறந்தால் ஃபஸ்ட்டு ஒரு பதினாறு வருஷம் வந்து குரு தான் அவங்களுக்கு வரும் நல்ல படிப்பாட்டல் படிப்பு சிந்தனை எல்லாமே வந்து அறிவாற்றல் நிறைய அவார்ட்ஸ் வாங்குறது இதெல்லாம் வந்து அவங்க முதல் பாதத்தில் பிறந்த குழந்தைங்க வந்து நிறையா கண்டிப்பாக வாங்கும் அதாவது மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வரும்போது குரு திசை வந்து ரொம்ப கம்மியான காலங்கள் தான் இருக்கும் அதாவது பத்து வருஷத்துக்குள்ளே தான் வரும் அவங்களுக்கு அடுத்தது சனி திசை வந்துடுது அப்போது ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் ஒரு பத்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்க கொஞ்சம் மந்தமான தன்மைகள் அதாவது படிக்கிறது ரொம்ப ஸ்லோவாகிறது அதாவது நல்ல மார்க் எடுப்பாங்க ஆனால் வந்து ஆவரேஜ் ஆவரேஜ்க்கு மேலே தான் எடுப்பாங்க முன்னால் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பாங்க குழந்தைங்களில் கொஞ்சம் அந்த பத்து வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் வருவாங்க ஏன்னா சனி திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படுத்தும் அதே மாதிரி சோர்வு உடல் சோர்வு கொடுக்கும் டிசீஸ்ஸு அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அதனால வந்து அந்த சனி திசை வரும்போது இவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த குழந்தைய வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பிறக்கும் போது குரு திசை தான் அது வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு திசை குருமார்கள்லாம் ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய அந்த அந்த பதினாறு வருஷமும் இவங்களுக்கு இருக்கும் அதாவது ஒரு குருவோட துணையோட தான் அவங்க வந்து அந்த பிறக்கிறாங்க பிறந்த அந்த குழந்தை விசாக நட்சத்திரத்தில் ஆனால் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாத்தோட பிளஸ்ஸிங்ஸும் அந்த விசாக நட்சத்திர குழந்தைங்களுக்கு கிடைக்கும் ஆனால் சனி வரும்போது பார்த்தீங்கன்னா கருமாவை கொடுக்கக்கூடிய திசை வந்து சனி பகவான் அது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் இருந்தாலும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மந்தத்தன்மை ஏற்படுத்தும் குழந்தைங்களுக்கு அது நான்காம் பாதம் வரும்போதுலாம் அந்த பத்து வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பத்தொம்பது வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காலேஜ் டேட்ஸ் ஸ்கூல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதில் தான் வருது அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி அவங்களுடைய ஜாதகப்படி நல்லா இருந்தாருன்னா யோகத்தை கொடுக்குறவராக இருந்தாருன்னா அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நல்ல மார்க் எடுப்பாங்க ஆனால் இருந்தாலும் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சனி பகவான் வந்துடுறதுனால கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக வருவாங்க ஆனால் நல்லா ப்ரில்லியண்டாக வருவாங்க நல்ல சாதுரியத்திறமாயிருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நிறையா இருக்குது நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க இந்த நட்சத்திரப்பணவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்ராடு போகிறதுக்கு உண்டான எல்லா அமைப்புமே இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக அப்ராட் போவாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது மல்டிபிள் லாங்குவேஜ் கற்றுப்பாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்களா மல்டிப்புளாக பத் கற்றுப்பாங்க ஒரு லாங்குவேஜோடு நிறுத்த மாட்டாங்க பலதரப்பட்ட லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணும்னு சொல்லி அந்த ஆர்வத்தில் நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க ஒரு விஷயத்தோடு நிறுத்த மாட்டாங்க இவங்க அந்த மாதிரி இவங்களுடைய கேரக்டர் அதாவது பத்தொன்போது வருஷம் சனி திசை வந்து இவங்களுக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்கும் முதல் பாதத்தில் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்யாணம் கல்யாண வாழ்க்கை வந்து பாதிப்பு ஏற்படும் ஒரு மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் வரும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது எனக்கா குரு திசையே உங்களுக்கு பத்து வருஷத்துக்குள்ளே தான் வந்துடுது அதுக்கு மேலே உங்களுக்கு சனி திசை பத்தொன்போது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி வயசுக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடும் ஆனால் முதல் பாதத்தில் பிறக்கும் போது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே உங்களுக்கு அந்த பதினாறு வருஷத்துலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே உங்களுக்கு சனி திசை காலகட்டான் அதனால திருமண வாழ்க்கையை மன வாழ்க்கையை கண்டிப்பா வந்து விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு சில பேருக்கு பாதிக்கும் இதே நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பாதிப்பு இருக்காது ஏன்னா அதுங்காட்டி அவங்களுக்கு புதன் திசை வந்துருது ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புதன் திசை வந்துடும் புதன் திசைனா இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைன்னு சொல்லலாம் புதன் திசை வந்து இவங்க வின் பண்ணக்கூடிய டைமு அதே மாதிரி நிறைய வந்து விருதுகள் வாங்கக்கூடிய டைமும் வந்து இந்த புதன் திசை சொல்லலாம் நிறைய அவார்ட்ஸ் வாங்குவாங்க எல்லா விஷயத்திலும் வின் பண்ணிட்டு வரக்கூடிய சேலஞ்சிங்கான விஷயமெல்லாம் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு அதுல ஜெயிச்சுட்டு வரக்கூடியவங்க தான் விசாக நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா வந்து அதுல வின் பண்ணுவாங்க இந்த புதன் வந்து புதன் திசை வந்து பதினேழு வருஷங்க அதாவது முதல் பாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விசாக நட்சத்திரம் ம ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்களுக்கு புதன் திசை பதினேழு வருஷங்க அட்டகாசமாக இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயது வந்துடுது அந்த புதன் திசையில் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக எல்லாம் சாதித்து செட்டில் ஆகக்கூடிய டைம் வந்து அது ரைட் டைம்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது கேது திசை ஏழு வருடம் அதாவது ஐம்பது வயதுக்கு மேலே வருடம் கேது திசை வந்து ஏழு வருடங்க அதில் இவங்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக நாட்டம் ஆன்மீக விஷயத்தில் பயணம் பண்ணுறது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த டீப்பாக வந்து தெரிஞ்சுப்பாங்க கேது திசையில் அதே மாதிரி அவங்க சேர்த்து வச்ச சில தொகைகள் வந்து இலக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன லாஸ் ஏற்படும் இது வந்து பயப்பட தேவையில்லை அந்த கேது திசையில் நீங்கள் விநாயகரை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் மறந்துடாதீங்க கேது திசை விநாயகரை விட்டுறாதீங்க விநாயகரை பிடிச்சி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்துடலாம் ஆனால் அந்த எக்காரணத்தை கொண்டு நீங்கள் பயப்பட வேணாம் அதில் ஸ்பிரிச்சுவல் நோக்கி கொண்டு போகும் அதாவது நீங்கள் தொலைதூர பிரயாணம் வந்து நே மாதிரி இருக்கும் நிறைய கோயில்களுக்கு சித்தர்களுக்கு யோகிகள் எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த கேது திசையில் தான் வரும் ஆனால் உங்களுக்கு அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த கேது திசை முடிஞ்சதுன்னா ஒரு ஐம்பத்தி ஒம்பது வயசு வந்துருதுங்க அறுபது வயசுக்கிட்ட வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரதிசை சுக்கரதிசை துலாம் ராசியாக இருந்தீங்க அப்படின்னா சுக்ரன் தான் அதிபதி நீங்கள் பியூட்டிஷியன் பண்ணுறது ஃபே வந்து பியூட்டிஷியன்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது டைப் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறது இதிலலாம் வந்து நீங்கள் அது பண்ணி சிறு வயசுலேயே பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு அந்த சுக்கரதிசையப்போ ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லாங்க சுக்கரதிசையப்போ நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் தான் நீங்கள் என்ன ஃபீல்டு படிச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் ஏன்னா துலாம் ராசியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் சுக்கரன் இருந்தார் அப்படின்னாவே உங்களுக்கு மாளவிகா யோகன்னு அர்த்தங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியாக கற்றுக்கிறது அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறது தன் அழகுப்படுத்துறது பெண்களை அழகுப்படுத்துறக்கூட கலையை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சுக்கரதிசை மேன்மை கொண்டு வரும் அதே மாதிரி சுக்ரன் வந்து துல்லாமலையும் ரிஷபத்துலேயும் இருந்தால் மாணவிய யோகம்னு சொல்லுவாங்க அந்த யோகத்தை கொடுக்கும் அந்த யோகத்தை வந்து அந்த சுக்கரதிசையை வந்து இன்னும் பூம் பண்ணி கொடுக்கும் உங்களோட தொழிலே அடுத்த வளர்ச்சி அது ஒரு அசுர வளர்ச்சின்னே சொல்லலாங்க மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி வந்து உங்களுக்கு அது காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் இதே வந்து நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்கு மேலேயே உங்களுக்கு சுக்கரதசை வந்துடும் நாற்பத்தஞ்சு வயசுலேயே வந்துடும் அப்போயே நீங்கள் சாதிக்கக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நிறையா அந்த மாதிரி விஷயங்களில் கற்றுப்பீங்க ஃபேன்சி ஐட்டம் ஃபேன்சி ஸ்டோர் விற்கிறதாகட்டும் ஸ்டேஷ்னரி அதே மாதிரி பியூட்டிஷியன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க இந்த லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கலை கற்றுவீங்க கற்றுக்கிட்ட என்ன பண்ணுவீங்கன்னா அதை பிஸ்னஸாக கொண்டு வரும்போது ஜெயிக்கக்கூடிய தன்மை வந்து உங்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோல்டு சில்வர் ரோல்டு கோல்டு இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது சுக்கரன் தன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து அமையும் அது வந்து லேடிஸ் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது யோகத்தை கொடுக்கும் அதாவது சாரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி சுடி சாரீ சல்வார் எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது யோகத்தை கொடுக்கும் கோல்டு டைமண்ட்ஸ் சில்வர் இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த மாதிரி ஷாப்ஸ் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவல் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த சுக்கரதிசையில் இருக்குங்க அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தையும் பார்க்கணும் ஏன்னா சுக்கரன் எங்கே இருக்காரு அப்படின்றத பார்த்தா அது உங்களுக்கு யோகமாக இருந்ததுன்னா இந்த சுக்கரதிசை மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே யோகமாக தான் இருக்கும் அந்த சுக்கரன் நல்ல இடத்துல உட்காந்துருந்தாரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாருன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகன்னே சொல்லாங்க இந்த சுக்கரதிசை அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் நிறையா வந்து நீங்கள் வெளிநாட்டு பிரயாணம்லாம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நிறையா அப்ராட் போய்ட்டுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாகவும் சரி உங்களுடைய நீங்கள் கற்றுக்கிட்ட கலையை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே நீங்கள் வந்து கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறைய அந்த சுக்கரதிசையில் ஏற்படுங்க தடையாக இருந்தது எல்லாமே வந்து சுக்கரதிசையில் வந்து நீங்கள் அதை சாதிச்சிக்கலாம் அதை ஒரு கொண்டு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி நீங்கள் வந்து ஷைன் பண்ணக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அது எழுபத்தி எட்டு வயது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய திசை எண்பது வயது கடந்துடுறீங்க சூரிய திசை சூரிய திசைன்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பேக் பெயின் இதெல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சூரிய பகவான் அதிகமாக நீங்கள் அந்த டைமில் கும்பிடுற மாதிரி வரும் உங்களுக்கு முதலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இது நான் சொல்லிட்டு இருக்கேன் நான்காம் பாதம் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயதுக்கு மேலேயே உங்களுக்கு சூரிய தசை வந்துடும் ஆனால் சூரிய பகவானை வழிபடும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சூரியனோட காயத்ரி மந்திரம் அந்த டைமில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திர திசை வந்துருது அதனால் உங்களுக்கு நீர்னால் சம்மந்தம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் லங்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடிய காலகட்டம் தான் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உடம்பை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கக்கூடிய காலகட்டம் அது ஸ்பிரிச்சுவல் நோக்கி பயணம் பண்ணுறதுனால உங்களுக்கு அதிக உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது இருந்தாலும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்த்து நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக நம்ம சொல்ல முடியும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனக்கும் நன்றி வணக்கம்